ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு மத்வ நவமி அதனால மத்வாச்சாரியார் பற்றியும் சித்தாந்தமும் உடுப்பி கிருஷ்ணர் தோன்றிய வரலாறும் மத்வர் இயற்றிய துவாதஷ நாமும் பார்க்கலாம் மூன்று சித்தாந்தங்கள் இருக்கு துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் இந்த துவைத்த தத்துவத்தை தோற்றுவித்தவர் மத்வாச்சாரியார் என்ற மத்வர் ஆதிசங்கரர் அத்வைத்தையும் ராமானுஜர் விசிஷ்டாத்வைத்தையும் தோற்றுவித்தார் மத்வருடைய இயற்பெயர் வாசுதேவர் அவர் கர்நாடகால உடுப்பிக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர்ல பிறந்தவர் எட்டு வயதிலேயே துறவியானார் அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் பூர்ண பிரஜர் அவர் அனுமன் பீமன் அவர்களுக்கு அப்புறம் வாயு தேவனோட அவதாரமா இந்த மத்வர் கருதப்படுறார் இவர் ஆனந்த தீர்த்தர் அப்படின்ற பேர்லையும் அறியப்படுறார் துவைத்தம்னா ரெண்டு முக்கியமா பிரம்மத்தையும் ஆன்மாவையும் ரெண்டு வேறு வேறு தத்துவங்களா பிரிச்சு சொல்றதுனால மத்வருடைய தத்துவ கூற்றுகளுக்கு துவைத்தம் அப்படின்ற பேர் வந்தது இப்போ உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் தோன்றிய புராணத்தை பார்க்கலாமா கிருஷ்ணாவதாரத்தின் போது துவாரகையில ருக்மணி ஒரு நாள் தனக்கு ஒரு ஆசை உள்ளதாகவும் அதை நிறைவேற்று ஒரு நாள் கிருஷ்ணர் நீங்க இருந்தது போல எனக்கு காட்சி தரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா உடனே பகவான் கிருஷ்ணர் தான் மூன்று வயது சிறுவன் போல தோற்றத்தை காட்சி அளிக்கிறார் தேவ சிற்பிகள் அப்படியே வடிவம் ஏக சந்தோஷம் அந்த விக்கிரத்துக்கு தினமும் ஒரு நாள் கூட விடாம பூஜை செஞ்சு பிற்காலத்துல துவாரகா கடலுக்கடியில போயிடுறது இல்லையா அந்த விக்கிரகமும் நித்திய அனுஷ்டான எப்பவும் கிருஷ்ண ஸ்மரணையிலேயே இருப்பார் அப்படி இருக்கிற போது ஒரு கடல்ல சீற்றம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அங்க கப்பல் நில தடுமாறி போச்சு அங்க கப்பல் இருந்த மாலுமி கேப்டன் என்னென்னவோ செய்து பார்த்தும் எதுவுமே செய்ய முடியல அப்ப கரைய ஜம் செஞ்சிட்டு இருந்தார் அவரை பார்த்து அந்த கப்பல் மாலுமி ஆச்சாரியாருக்கு தெரியாதா என்ன அவரும் ஒப்புத்து உண்டான பிரார்த்தனை பண்ற புயல ஓய செய்யறார் மாலுமிக்கு ரொம்ப சந்தோஷம் குரு காணிக்கணும் அதுக்கு மறுத்துறாரு கண்டிப்பா வாங்கிக்கணும் பெற்றுக்கொள்ள வேண்டும் கட்டாயப்படுத்தணும் அப்போ மத்வாச்சாரிய ஒன்னு கேக்குற உங்க கப்பல்ல சரக்குகளோட வந்துள்ளார் அதை தேய்த்து தேய்த்து கரைய கரைய கடைசியில அதுல ஒரு கிருஷ்ண விக்கிரகம் வருது சந்தோஷம் தாங்க முடியாம அந்த கிருஷ்ண விக்கிரத்தை ஆற தழுவிக்கிறார் ஆராதனை செஞ்சின்னு வர்றார் இந்த விக்கிரகம் தான் உடுப்பி கோயில்ல இன்னைக்கு மூல விக்கிரகமா இருக்கு உடுப்பி கிருஷ்ணன நாம என்று தரிசிக்க காரணம் அந்த மத்வாச்சாரியர் இந்த மத்வரோட காலம் கிபி பதிமூனாம் கிருஷ்ணாவதார காலத்துல துவாரகையில மூழ்கின கிருஷ்ண விக்கிரகம் எவ்வளவு காலம் கழித்து மத்வரோட கைக்கு கிடைச்சு அதை தரிசிக்கிறோம் எவ்வளவு பாகியம் இல்லையா பாகியம் இருந்தா மட்டும்தான் அந்த கிருஷ்ணரை கப்பல்ல கொண்டு வந்தார் அப்போ பல கிரந்தங்களை செய்து கொண்டே வந்தார் அந்த கிரந்தம் தான் இப்போ கோவில்ல தீபாராதனை காமிக்கிற போது சொல்லக்கூடிய அதே நேரத்துல நாம் வீட்டில் சொல்லுகிற சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு கிரந்தம் தான் இந்த துவாதச ஸ்தோத்திரம் அதுல நம்ம ஒண்ணு द्वादश ீ மறும் அமஸ் வந்தே வந்தம் சதனந்தம் வாசுதேவம் நிரஞ்சனம் இதுரா பத்தியதிவரேஷவரப்பமா ஆரீட்டிஷ்டீட்டவேர் காபம் ஸ்ரீபத்தை பாது பங்கஜம் ஜாம்பூனதாம்பித்தியமீஷி ீீீரீம் ஆருடம் ஜகதம்பித்தியம் ஈஷிய தனப்பி அகிளம்பரம் வளித்தி ஆருடம் ஷிஎகையீயமு விஷ்ணோத்தமன்திவுஜையோரங்கதரார்ஜா பீனவ் ஜகா கேவலோத்தேம்பம் பாஸ்தௌஸ்பாசம் வைக்குண்டில வேத உயன்யே மீன சகா பிடிம் முக்கம் பூர்ணியுகோசிம் அந்தஸ்மிமீஷிந்தி நித்தனந்தபிரதம் ஸ்மராமித்தபிதாம பூர்ணியமையுராவலோக்கம் தியேதஜ்மீசியாதித்தீஷம் ப்பங்கம் பார்பாயி விமு சித்தையே அந்த காலே விஷேஷ் நம்போதாத்தோம் யுனாநா இயமந்தியோற்ற பிரதமஸ் சம்ப மத்வநவமியில் நமக்கு உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணரை தரிவித்த மத்வாச்சாரியாரையும் உடுப்பி கிருஷ்ணரையும் மனதில் பிரார்த்திப்போம் பகவானின் திருவருளும் குருவின் அருளையும் ஒரு சேரப் பெறுவோம் நமஸ்காரம்